அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ராகு கேதுக்குண்டான பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் கன்னி ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க அந்த பயிற்சிக்குண்டான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி தான் பயிற்சி ஆகுதுங்க அதாவது ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மேஷத்துக்கும் விருட்சக வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் துலாமுக்கும் வரக்கூடிய காலகட்டம்தான் இது அதாவது ராகு கேது எப்பவுமே வந்து ஆன்டி கிளாக் வைஸில் தான் வருவாங்க நம்ம நார்மலாக மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் தான் கிரகங்களில் வரும் ஆனால் ராகு கேது மட்டும் உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸில் வரும் அதுக்குண்டான இப்போ வந்து கன்னி ராசி மற்றும் கன்னி லக்கணத்துக்கு உண்டான பலன்களை இப்போ நம்ம பார்க்கலாங்க இப்போ கன்னி ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இரண்டாம் இடத்துக்கு வராரு அதாவது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு கேது பகவான் வராரு அதே மாதிரி எட்டாம் இடத்துக்கு ராகு பகவான் வராரு இதனால் என்னெங்க ப்ராப்ளம் வரும் அதை வந்து ராகு கேது வச்சியும் உங்களுக்கு பலன்கள் சொல்லுவோம் ஆனால் இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் கிரகங்கள் எப்படிலாம் அமைப்பு இருக்குது அதுக்குண்டான பலன்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போது சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கார் சனியும் வச்சு நம்ம சொல்லணும் குரு பகவானையும் வச்சு நம்ம வந்து ஓவராலாக நம்ம சொல்ல முடியும் இந்த ரெண்டு ஆண்டு எப்படி ட்ராவல் பண்ண போறீங்க அப்படின்ட்டு சனி வந்து ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வராரு ஏழாம் இடத்துக்கு குரு வந்து தன் வீட்டில் ஆட்சி பெறாரு அப்போ கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் கேதுப கொண்டதுனால நிறைய ஞானத்தை கொடுப்பாரு குடும்பத்தில் சிக்கல் சிக்கலை வந்து உருவாக்குவார் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சலசலப்புகள் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி எட்டாம் ராகு இருக்கிறதுனால ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும் அதை வந்து சரி செஞ்சிக்கிறது நீங்கள் மா மாஸ்டர் செக்அப் வந்து நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் கன்னிராசி மற்றும் லக்னக்காரங்க அதனால் உடல் ரீதியான பிரச்சனைகள் வரத்துக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அடுத்தது அந்த லக்கணத்தில் வந்து இரண்டாம் இடம்னு நான் சொன்னேன் இல்லைங்களா தனஸ்தானத்துக்கு கேது போகணுன்னு கண்டிப்பாக ஒன்றும் தனஸ்தானதிபதி நல்லா தான் இருக்குது உங்களுக்கு கேது வரதுனால ச வீட்டுக்கு கேது வரதுனால உங்களுக்கு சிறப்பு தான் ஒன்றும் பாதிப்பு இல்லை ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான அமைப்புகள் இருக்குது கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அடுத்தது ஐந்தாம் இடம் பூர்வ புனிஸ்தானம் நம்ம முன்னோர்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய இடமும் அது தான் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய இடமும் அதுதான் அதனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக கே குழந்தை கிடைக்கும் அது சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஆண் குழந்தை ஆண்வாரிசு கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக வந்து அப்படியே கிடைச்சிருந்ததுனா கூட இந்த ஒன்றரை வருஷத்தில் கண்டிப்பாக நிறைய பேர் கிடச்சிருக்கும் இனிமேல் கிடைக்காதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து ரொம்ப சாத சாதகமாக இருக்குது அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குதுன்னு சொல்லலாம் அடுத்தது சனி பகவான் அதிகார சனியாக வராரு ஒரு மூன்று மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் அந்த அதிகாரமாக ஆறாம் இடத்துக்கு வரும்போது ருணரோக சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துக்கு வராரு அதாவது நோய் நொடி எதிரிகளால் கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்து இந்த மூணு விஷயமே உங்கள் லைஃப்பில் வந்து இந்த டைமில் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மூணு மாதம் வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணணும் பண விஷயமாக இருக்கட்டும் எதிரிகளால் பிரச்சனை இருக்கட்டும் எல்லாமே வந்து ஸ்மூத்தாக கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அவசரப்பட்டுட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சனி பகவான் அதிகாரமாக வந்துட்டு போவார் ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மகர வீட்டில் தான் இருப்பார் இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருக்குது மகர வீட்டில் தான் இருப்பார் ஆனால் அதற்குண்டான பலன்களை சொல்லணும் இல்லைங்களா அதனால் சொத்துக்கள் ஏதாவது அதாவது தாத்தா பாட்டியோட சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த கேஸ் முடிஞ்சு உங்களுக்கு கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கன்னி ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு அந்த அமைப்பு இயல்பாகவே இருக்குது ஆனால் உங்களுக்கு இங்கே அந்த ப்ராப்பர்ட்டிஸை இல்லை பண விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு அப்பா அம்மா வந்து எதாவது கொடுக்குற விஷயமா இருந்தாலும் சரி இந்த டைமில் வந்து உங்களுக்கு நிறையா செய்யறதுக்கான அமைப்பு வந்து உங்களுக்கு இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் அதாவது ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு டூ உங்களுக்கு பயிற்சி குரு பகவான் அப்போ அந்த குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு ஏழாம் இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை வந்து குரு பார்க்குறாரு அது ரொம்ப ரொம்ப விசேஷம் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பதினோராம் இடம் லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு பதினோராம் இட லாபஸ்தானத்தையும் பார்க்கறனால உங்கள் தொழிலே ஆகட்டும் இல்லை உங்க வேலையிலாகட்டும் ப்ரமோஷன் ஜாப் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நிறைய ஏன் பண்ணுவீங்க அதாவது தொழிலாக இருந்ததுன்னா அடுத்த கட்டத்துக்கான உங்கள் முயற்சி வந்து பொருளாதார ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு கண்ணீராசிக்காரங்க பதினோராட லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு அதாவது கண்ணி லக்னம் மட்டும் கண்ணீர் ராசியையும் பார்க்குறாரு குரு அது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு மூன்றாம் இடம் தைரிய வீரிய ஸ்தானத்தையும் இது வந்து உங்களுடைய நல்ல அமைப்பை வந்து காட்டுது குரு பகவானோடய பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்பை காட்டுது அதே மாதிரி சனி பகவான் இருக்கக்கூடிய இடமும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு முன்னோர்களோட சொத்துக்கள் அதாவது இடமோ வீடோ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சான்சஸ் அதே மாதிரி எட்டாம் இடத்துக்கு ராகு பகவான் போகிறதுனால வெளியே போகும்போது அதாவது வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து தான் நீங்கள் போயிட்டு வரணும் அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க எட்டாம்ன்றது ஆயிலையும் குறிக்குது அதே மாதிரி உங்களுக்கு விபரீத ராஜோகத்தையும் குறிக்குது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பண வரவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது இந்த ஒன்றரை வருடம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் மன பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெண்டு ஆண்டுகள் வந்து நீங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம் இந்த ரெண்டு ஆண்டும் வந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கன்னிராசி மற்றும் லக்னக்காரங்க குலதெய்வ வழிபாடும் இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் குடும்ப விஷயத்தாகட்டும் அது இல்லாமல் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை போயிட்டு இருந்ததுனால் கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வந்துடும் நீங்கள் கவலையப்பட தேவையில்ல சனி பகவான் வந்து அந்த மாதிரி இடத்துல ஒரு ஐந்தாம் இடத்துல உட்காண்டிருக்கிறதுனால உங்களுக்கு அது ஃபேவரபுளாக தான் இருக்குது அதனால் நீங்கள் கவலையப்பட தேவையில்லை அதேமாதிரி ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏழு பதினொன்று இந்த இடத்தெல்லாம் பார்ப்பார் அதனால் ஆறாம் இடத்த பார்க்குறாரு மறைவுஸ்தானாதிபதியும் மறைவுஸ்தானத்துக்கு அதாவது ராகு பகவானோ கேது பகவானோ மறைவுஸ்தானத்துக்கு போனால் விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் அதனால் நீங்கள் எதிர்பார்க்காத பணவரவு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நடக்கும் அதாவது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவிலிருந்து இப்போது ஏப்ரல் மாதத்தில் இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்குள்ளே கண்டிப்பாக இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்கள் பிரச்சனை குடும்ப பிரச்சனைலேருந்து வெளியே வரணுன்னா உங்கள் வழிபாடு தான் நீங்கள் பண்ணணும் பறவைகளுக்கு உணவு இப்போ என்ன வெயில் காலம் பறவைகளுக்கு உணவு கொடுத்துட்டு ஒரு டப்பாவில் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் நீங்கள் தண்ணி வைங்க பறவைகள் குடிக்கும் போது அதோடய வந்து நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை இருந்தாலும் சரி குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய காலகட்டம் தான் இது அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் சின்ன சின்ன டிப்ஸு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சாதான் அந்த அதுக்குண்டான உங்களுக்கு விஷயம் வந்து ரெமடி உங்களுக்கு அது கண்டிப்பாக கொடுக்கும் கிடைக்கும் உங்கள் வாழ்நாளெலாம் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இதெல்லாம் நடக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு ராகு பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ராஜயோகத்தை தான் கொடுக்கும் அதனால் நீங்கள் கவலையப்பட தேவையில்ல அதே மாதிரி ஆன்மீகம் ஆன்மீக சார்ந்த நாட்டம் அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் சரி உங்களுக்கும் சரி ஆன்மீக ரீதியான ஒரு விஷயங்கள் சில விஷயங்கள் புதுமையான ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஒரு தியானம் பண்ணுறதும் ஆகட்டும் இல்லை யோகாசனம் பண்ணுறதாகட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆர்வம் ஆர்வத்தோடு இருப்பீங்க கற்றுப்பீங்கிறதுக்கான கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்களாக இருந்தாலும் சரி அது லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே வந்து கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ அதிகப்படியாக இருக்குது தியானம் கற்றுப்பீங்க யோகாசனம் கற்றுப்பீங்க இந்த ரெண்டு விஷயம் வந்து நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் கோயில்களுக்கு இதுக்கெல்லாம் ட்ராவல் பண்ணக்கூடிய காலகட்டம் தான் இது அதனால் சேஃபாக போய்ட்டு சேஃபாக வாங்க உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது கோயில்களுக்கு போயிட்டு வந்தால் கூட ரொம்ப சிறப்பு தான் ரொம்ப லாங் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஏன்னா இப்போ இந்த டைம் வந்து யாருக்குமே சரியில்லைன்னு சொல்லலாம் ஏன்னா வார்லேருந்து எல்லாமே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அதனால் நீங்கள் பக்கத்தில் ஏதாவது கோயில் இருந்தால் கூட நீங்கள் போயிட்டு வாங்க வழிபாடு அப்பப்போ பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னா அதோடய ஃபோட்டோ அதாவது குலதெய்வத்தோடய ஃபோட்டோ இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கூட நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு கண்டிப்பாக வந்து இந்த கன்னி ராசி மற்றும் கன்னி லக்கணக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் நல்லதும் இருக்குது ப்ளஸும் சொல்லியிருக்கேன் மைனஸும் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவியன் எனர்ஜி ஹிலிங் திறப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்